Bye. <laughs> I go to சரி சரி <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> உலகம்பரம் அவங்களை பார்க்கணும் Oh, my God. கோயே பண்ணு a oh.